guys nanda unga madan gaming ippo namba aadapodu training vaanga fun aaduvom vandachi training ku la vandachi hey nakku yella Ethan vaiya illa police look pa ko allu po pakka vasu போய் ஒரு ஃபுல் பண்ணிடலாம். இது ரொம்ப ரொம்ப சிக்குரஸ் சிக்குரஸ்னு சொல்லுவாங்க. சவரணா. ஆமா இந்த மாதிரி ஏச்சோ. போறதுக்கு போலாம். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட். இப்பக் கரனாவை பேன் பண்ணுங்க. இங்கக்கு நான் ஒரு பேங்க் பண்ணுங்க see. நாடாய்மா. 2 வந்து ரெனி மீரோ. லோன்னுலாம்பா. headshot don't no no marun glow headshot shaana to pinel global bot அருது மறுது சவுண்ட் தானா நான் வந்து இங்க ப்ரோன புடிச்சிட்டேன் இவனே இது கூட சவுட் கிட்ட அதே மொத்திய போட அடடே ஒரே சாவு ஏய் நான் சீட் போடுறேன் தட்டிச்சிடுங்க அங்க வர நான் அந்த சீட் போடுறேன் நான் வீட்டுக்கு வரேன் சரி இப்போ நான் என்ன மேம் என்ன அடிக்கிற அவன் செத்துடும் கண்ணா சேந்தினத்தில் ஒரு எத்தல விட்டுக்கிட்டு முன்னாடி வந்தெல்லாம் பாப்பிடாங்க சரி கால்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க